கோோ சுவை பற்றி ni andirupa yuni kondirubayu ni angirupay sollin manami nan andirupe ninan andirupe iranan nirupe enyesudan attikuttiyum arasaatchisiyum amdi eedurpavumum yuvanam mangi pinum uppida kullapo selinum eedurpavumum yuvanam mangi pinum uppida kullapo selinum yethe sachivu yumkirai kodai thathu சூ <small> வைசும் துன்பம் தொல்லை சகித்தவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவர்கள் baby 나는 이렇게 이리 내 숨을 떤네 니가 예쁠 같덜 사배 nina hai geru pe